அப்படி அண்ணாக்கு தண்ணி குடிக்கக்கூடாது தெரியுமா அது நின்றுக்கிட்ட தண்ணி குடிக்கக்கூடாது அது தெரியுமா ஏன்னா தெரியுமா குடல் இறக்கம் வந்துடும் இன்னொன்று நீ குடிக்கிற தண்ணி உனக்கு நேராக இறைப்பைக்கு போயிடும் உனக்கு உடம்புக்குள்ளே செல்ல வேண்டிய இடத்துக்கெல்லாம் போய் சேராது ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மடக்கு வாயில் ஊற்றி அதை எச்சு வச்சு தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க தண்ணி குடிக்கும்போது வாயில் ஊற்றி நல்லா கொப்பளித்து தண்ணி குடிக்கணும் ஒவ்வொரு முறையும் நீ அந்த மாதிரி தண்ணி குடித்தேனால்தான் அவன் உடம்புக்கு தேவையான எனர்ஜி சடன்னாக கிடைக்கும் தண்ணி குடிக்கிறத ஒன்றும் சும்மா அப்படியே கடமை கடை கடை கடை கடனா குடிக்கப்படுது ஓகே நீங்கள் அப்படி செய்ய மாட்டேங்களா நீங்களும் அப்படி தானே எல்லோரும் அப்படிதான் நின்றுக்கிட்டே ஈஸியாக கடை கடை கடை கடனை அடிக்கிறீங்க அந்த மாதிரி குடிக்காது அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க நம்மளது கொஞ்சம் கேட்டுக்கிட்டா நல்லது தானே நமக்காக தான் நல்லதெல்லாம் சொல்கிறாங்க கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அமைக்கிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் கைவன் உங்கள் பார்க்குறேன்